பொருட்களின் நீளத்தை ஒப்பிடுவது அளவீட்டைப் பற்றி கற்றுக்கொள்வதன் ஒரு பகுதி ஆகும் ஒரு வழியில் குழந்தைக்கு உதவ பல்வேறு நீளங்களைக் கொண்ட சில குச்சிகளை உபயோகப்படுத்துவதாகும் எது நீளமானது எது குறுகியது என்று குழந்தையிடம் நீங்கள் கேட்கலாம் பின்னர் அவர்கள் குறுகியது முதல் நீளமானது வரை வரிசைப்படுத்தலாம் நீங்கள் குச்சிகளை கலக்கிவிட்டு பின்னர் குழந்தையிடம் நீளமானது முதல் குறுகியது வரை வரிசைப்படுத்தச் சொல்லலாம் சரம் பென்சில்கள் மற்றும் பல்வேறு நீளம் உள்ள பிற பொருட்களை கொண்டும் இதை செய்யலாம் நீளங்களை ஒப்பிடுதல் குழந்தையின் அளவீட்டுத் திறன் மட்டுமல்லாது தருக்க சிந்தனையையும் உருவாக்குகிறது